பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி மெல்லமா மெல்லமா திருக்கோலி பியூட்டி ஸ்வீட்டின் வருதுங்க இதே மாதிரி நான் எடுக்கிறேன் நடிக்கிற இந்த வீடியோ யார் மனையும் துன்பப்படுத்தும் நோக்கமல்ல நான் வந்து பிராங்கா பேசுறேன் உங்களுக்கு என்ன பண்ணுது உங்களுக்கு மகளே வெல்கம் டு இது புதுசாருக்கு நான் உங்களை டியூடே நம்ம இன்னைக்கு வந்து யாரை வந்து ரோஸ்ட் பண்ண போறோமா ரோஸ்ட் இல்ல சாரி யாரை வந்து சூப் பண்ண போறோமா ஓ போ இல்ல சரி உங்களுக்கு ஆனலங்க ஆனா ஓகேங்களா சூப் ரோஸ்ட் திங்கி சாளன் எாருக்குமே தெரியும் அந்த பெரிய மகான அவரைதான் வந்து நம்ம வந்து செய்ய போறோம் வீடியோ செய்ய போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போலாமாங்களா வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்மாங்குத்து பாடல் வரி வந்திருக்கு ஸோ அந்த பாடல் வரியை வந்து நீங்க வந்து உங்க ஸ்டைல வந்து நீங்க கற்ப அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கருப்ப வச்சுட்டு போங்களேன் தமிழக மக்களுக்கு வேற வேலை புரிய வந்து பாத்தீங்கன்னா கும்மாங்குத்து பாடல் வரி வெளியே வந்திருக்கு அந்த பாடல் வரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அதனோட வந்து சிம்பாலிசம் அதனோட சிம்டம்ஸ் அதனோட அப்புறம் என்ன வரும் அதனோட எல்லாமே சொல்லணுமா அதனோட குறியீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளும் வந்து குறிக்கிற மாதிரி அந்த பாடல் வரி இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வரவேற்புலாம் அதிகமாக இருக்கு அந்த பாடல் வரி வந்து நீங்கள் உண்மையை வந்து கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அதனோட பாடல் வரி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லாமல் கும்மாங்குத் தமிழில் இல்லாமல் தங்கிலீஷில் வந்து போட்டிருக்காங்க தங்கிலீஷில் இப்போ வந்து தமிழில் வந்து போல போடலாமே ஏன் போடலை தமிழில் போட்டிருக்கலாமே ஏன் தங்லீஷில் போகல தங்லீஷ்ல போனா கே யூ எம் பி ஸ்பெல்லிங் தெரியல ஆனால் தங்லீஷ்லேருந்து தமிழில் போடலை வேலை செய்ய கோழி தொழிலாளி பல்ராமன் எடுத்த சுத்தி எதுக்கு இதுல வந்து காட்டணும் இது கூட பெசலட்ட ஒன்னு இருக்கு கூவுடா இது இருக்குது பாத்தீனா கும்மாங்குத்து பாடல தான் ஆனா இல்ல ஃபுல்லா சண்டை போறது எல்லாமே வந்து பாத்தீனா கோடால எதுக்குங்க சுத்தி வரணும் ஏன் சுத்தி பைக்கில தான் சண்டை போடப் போறாரு ஏனா நீங்க காமிச்ச ஸ்டில் ஷாட்கனோட காட்டுறாங்க துப்பாக்கில சுடுற மாதிரி ஹெலிகாப்டர் இதெல்லாம் தான் காட்டுறீங்க ஆனா கோடாரி ஏன் வருது அவரேங்க கோடாரிங்க கூட தலையில அவரு நெஞ்சில ரெண்டு கோடாரி இருக்கு பாத்தீங்களா நான் பெரிய ரவுடிங்க அவ উনি அதகால காட்டக்கூடாது கொறிக்கி மாதிரி தான் காட்டணும் தெரியுது வெளியூர் வேலை செய்ய வந்திருக்க வேற குத்த உங்களுக்கு முரட்டு குத்து இருக்கு முக்காம குத்து இருக்கு வச்சு போயாமே எதுக்கு கும்மா குத்து வைக்கணும் இப்போ அந்த கும்மாங்குட்டு பக்கத்தில் இருக்கான் அவரோட ஒரு அடையாளம் சுத்தி அதை விரித்து வைத்தால் சொல்லுமே இதுல வந்து சுத்தோட சிம்பிள் காட்டப்படுது பாட்டி உங்க பியூட்டி உன் ஜாட்டி அதுல மாட்டி மெல்லமா மெல்லமா கிருக்கோலின்னு ஒண்ணு வருது இது இதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு வருது சொல்லாம சொல்லாம கிருக்கோலின்னு ஒண்ணு வருது எங்க எங்கன்னா வந்து பாட்டி பியூபியா இருப்பாங்களா இல்ல வந்து ஜாட்டிய போட்டு மாட்ட முடியுமா இதுலாவே இலும் நாட்டி சிம்பிள் பின்னாடி கும்பல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வைத்துக்கொண்டிருக்கோம் என்ன என்ன பா என்ன சொல்ற கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இது இலும் நாட்டி சிம்பிள் என்ன சொல்ல வராங்க இதுல என்ன சொல்ல வராங்க நான் தான் சொல்றேன் கைத்து போட சொல்றாங்க ரெ Okay கிளினிசர் இந்த பாடல் வந்து எண்டும் போது நீங்க இருந்தீங்கனா at least ஒரு டிஸ்கஷன்லனா இருந்தீங்களா at least production houseல லைட்டேன தூக்குனீங்களா production houseல உகாந்தி டி திமரா உகாந்தி டி பேஸ்ட் கூடாதே ஆளாலக்கு பிரிய நீங்க தான் பிரிய ஆரிங்க இருக்கிற பறக்கும் போது 6 7 மூளை வச்சு உங்களுக்கு பறத்த மாதிரியும் production house என்னவா ஆல் தி செருப்பு எடு கொஞ்சம் அந்த பகெட்டு என்ன சத்தம் அந்த மதன் கௌரி பேசிட்டு இருக்காரு இது வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபு ஷேர் கமெண்ட்டு லைக்கு இது வந்து போட்டு பதிவு பண்ணிடுங்க நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிடுங்க அதிகமாக நேற்று போன வீடியோல கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் மறந்து போயிட்டேன் ஓகே அதெல்லாம் சேர்த்து சொல்லிடுறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே மட்டுமே மட்டுமே தான் என்னால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்குலாம் என்னால் வந்து யோசிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டென்ட் எல்லாம் வந்து போட முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ரொம்ப சின்ன சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட கருணையெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க எங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து இதோட கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணுறோம் எந்தளவுரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வரையும் நாங்க டைப் பண்றோம் மறக்காமடா போலியா நீண்ட ஏண்டா ஒழுங்கா இருக்க மாட்டியா ஏன் உயிர வாங்குற ஏற்கனவே அந்த கேமரா படுத்தாதீங்க உயிரை வாங்குது தெரியல சாமான ஒழுங்கா வளர்க்குமா சத்தம் போடாம டை் சொல்லிட்டு போமா இப்படி பண்ணு பண்ணு நீ எதுக்கும் சொல்லிட்டு போமா இருமா இருமா இந்த கருமத்தான் மைண்ட்ல ரெக்கார்டோ சொல்லுபோ இருமா இந்த கர்மத்தைதான் சரியா இந்த கருமத்தையும்